ஹா எல்லாருக்கும் வணக்கம் வேர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக்பூட்டாவில் இருக்கக்கூடிய சஃப்ஸல் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் அது மட்டும் இந்த சாரீஸில் top and bottomல contrast பார்டர் வர மாதிரியும் இருக்குங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே யூனிக் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் இருக்கக்கூடிய அது silk ஒவ்வொரு சாரி கூட கட் ஆயும் சில்க் மார்க் டேக் வந்துருங்க பாக்குறீங்க செவன் பைவ் டூ சேரீடைய அழகே கிரீன்ல லைட் கலர்ல இருக்குங்க பாடி ஆஃப் சாரி வந்து கோல்டன் இருக்கும் ரொம்ப சூப்பரான கலர்ஸுங்கோடு பல்லுவன் பிளஸ் இருக்கும் பாடிமே பேசல் ஷேட் தாங்கல் பிங்க் கலர் 754 இந்த செவன் சேம் பேட்டர் பல்லுவன் பிளவு சேம் கலர் அழகே கிரீன்ல இருக்கும் பல்லஸ்ல லைட் கலர்ல இருக்கும் பாடி ஆஃப் சாரி கிரீன் கலர் சாரியுடைய பிரைஸ் தௌசண்ட் ருபீஸ் வித் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் Google Pay, பே ஃபோன்பே பேடிஎம் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ எந்தவித லிமிடேஷன்ஸோ ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க சிங்கிள் சேரிலருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரி வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நம்ம டெலிவர் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸுமே ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் ஹாஃப் வைட்டிலையும் சாண்டில் கலர் சொல்லிடுவாங்க இதைய பாடி ஆஃப் சேரீ பீச் கலர்ல லைட் கலர் பேஸ்டல் ஷேடு கோல்டன் வருது டபுள் ஃபைவ் நம்பர் இதுமே பேஸ்டல் ஷேட் தான் பலுவன் பிளவுஸ் சேண்டில் கலர்லயும் பாடி ஆப் சாரி லைட் ப்ளூ கலரும் பேஸ்டில் ப்ளூல இருக்குங்க இந்த புட்டான்னு பார்த்திட்டிங்கன்னா ரெண்டு லீஃப் வர மாதிரி இருக்கும் அதுல ஒரு முட்டு இன்னொரு அப்படியே பிரான்ச் மாதிரி வர மாதிரி தெரியும் ஒரே புட்டாலையே, கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரீலையுமே டிசைன்ஸ் வருங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற பிரைஸ்க்கு இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே Cash ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணும் அப்போ உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாங்க கேஷ் ஆன் ஒரு சாரி தான் அட் அடைமில் புக் பண்ண முடியுங்க இப்போ நீங்க பாக்கிறது செவன் ஃபைவ் செவன் பல்லுவான் பிளவுஸ் மெரூன்லையும் பாடி ஆஃப் சாரி பீகாக் ப்ளூலையும் இருக்குங்க இதுல நீம் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க புட்டாஸ்கவுட்டும் பல்லுல சில டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம நீம் ஜெரி யூஸ் பண்ணியிருக்கோம் நீம் ஜெரி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோல்ட் ஆர் சில்வர் டெஸ்டு கலர் சில்க் த்ரெட் வந்து ட்விஸ்ட் பண்ணுவோங்க ஸோ கலர் சில்க் த்ரெட் வந்து அதோட ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு மல்டி கலர்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ மல்டி கலர்ஸ்ல வரும்போது நம்ம வந்து புட்டாஸ் ஆகட்டும் பல்லுவாகட்டும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்லாம் நம்ம மேக் பண்ண முடியும் சாரி நம்ம செவன் இருக்குங்க, இந்த உங்களுக்கு நீம் சரி ஒர்க் தாங்க பண்ணிருக்கோம் இதுமே புட்டா வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும் 240 ஃபார்ட்டி புட்டாவா இருக்கும் 759. என்ன உங்களுக்கு பாட்டம்ல வரக்கூடிய பாடி மட்டும் இல்லாம பாட்டம் போர் உங்களுக்கு புட்டாஸ் வரும் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு ஸாரீ வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாதுங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸுக்கோ ரிட்டன் பாஸிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் பியூர் சில்க் த்ரெட்டில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி பளபளப்பாவோ வளவளப்பாவோ இருக்காது பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது செவன் சிக்ஸ் ஜீரோ பல்லுவன் பிளவுஸ் இங்கு ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி பீகாக் க்ரீன் கலரில் இருக்குங்க இதுக்கு முன்னாடி பிகாக் ப்ளூன்னு சொன்னது இப்போ வந்து பிகாக் க்ரீன் சேம் இது ேஷன் பலூ அண்ட் பிளவுஸ் நேவி ப்ளூலையும் பாடி ஆப் சாரி பிக் அப்ளூலயும் இருக்குங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ் அப்படிங்கறதுனால கைத்தறியில சேவ் பண்றதுனால கண்டிப்பா சாரீஸ்ல வந்து கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க அது என்ன அப்படின்னா சில இடங்கள்ல சாரியுடைய அந்த திக்னஸ் அதாவது த்ரெட்டுடைய திக்னஸ் அதிகமா இருந்தா சேரீல அந்த திக்கா இருக்கக்கூடிய த்ரெட் வந்து விசிபிள் ஆகுங்க அது வந்து சப்போஸ் டார்க் கலரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா தெரியும் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பண்ணும்போது பிளாக் கலர் வந்து டார்க் கலருங்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட்டு வந்து சாரீஸ்ல நிறைய இடங்கள்ல விசிபிள் ஆகுங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சேரிலயுமே பிளாக் காம்பினேஷன் தான் சோ பிளாக் காம்பினேஷன் வரும்போது டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த ஹூக்ஸ் மார்க்ஸ் ஆகட்டும் பாடிலேயே சேரீல சில இடங்கள்லேயே ஆகட்டும் அந்த பிளாக் கலர் சில இடங்களில் விசிபிள் ஆகுங்க அது மட்டும் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த புட்டாஸ்லையுமே பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக என்ன இருக்குன்னா விலகி இருக்கும் அது ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து ஹூக்ஸ் போட்டு நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வீவ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மாதிரி வர்றது கேஷுவலாக வரக்கூடிய ஒன்று தானே பலுவன் பிளவுஸ் மெருன் கலர்லயும் பாடி ஆஃப் சாரி கிரே கலர்ல இருக்கு வித் பிளாக் கலர் த்ரெட் காம்பினேஷனோடு சாரி நம்பர் செவன் சிக்ஸ் டூ ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது வாட்ஸ்அப் மூலமா மட்டும் தாங்க இந்த சாரீஸை நீங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரி கோடோட புக் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா உங்க மெசேஜ் பார்க்கும்போது அவைலபிள் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா புக் பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிபிகேஷனோட வரும் இந்த சில்க் மார்க் வந்து பிளவுஸ் பாட்ல வித் ஹாலோகிராமோட நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்குறோம்